வணக்கம் பாலகீதத்தின் சொந்தங்களே சில குழந்தைகளே ஐப்பஸ் ஒன்று என்று பாரசு புனை சுவாமிக்கு அண்ணாபிஷேகம் நடைபெற்றது எங்கள் குடும்பத்தின் சார்பில் நடைபெற்ற அந்த அண்ணாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியோட அருள் பெற்றார்கள் அந்த காட்சியினை தங்களுக்கு நம்முடைய பாலகீதம் தமிழ் சேனல் ஒலிபரப்புகிறது இது கெஞ்சிஓ ஏ காலனியில் உள்ள வரசத்தி விநாயகர் கோவிலில் உள்ள சுவாமியாகும் காணொளியை கண்டு மகிழுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ாய் <ne> கண்ணும்காவ <muchos> <ne> <tiempo>